வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எல்லாேருக்கும் இந்த புது வருஷத்தில் நியூ இயரில் நமக்கு ஜனவரி டூல பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ஃபார்ட்டி ரேஞ்ச் தான் வந்து நமக்கு ஓப்பனிங் ட்ரேடிங் ரேஞ்ச் ஒரு ஃபிளாட்டான ஓப்பனிங்னு கூட சொல்லலாம் ப்ரியஸ் மொமெண்டம் ஃபாலோ ஆகுது நம்ம சார்ட்டில் டெய்லி ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் ஜென்ரேட் ஆகும் இன்றைக்கி ஒரு ஃபர்ஸ்ட்டு டே நியூ இயரில் ஒரு ஃபஸ்ட்டு டேல ஒரு ஃபஸ்ட்டு கால் எப்போ வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நைன் வரைக்கும் ப்ரியஸ் மொமெண்டம் அந்த ஃப்ளாட் ஓப்பனிங் எல்லாமே ஃபாலோ ஆச்சு மார்க்கெட் கொடுத்த ஒரு புலிஷ் மொமெண்டமில் அப்பர் சைட் பிரேக் அவுட் பைக் கால் ஜென்ரேட் ஆகுது ஸோ கிரீன் கரில் கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகிட்டு பை பண்ணுங்கள் ஃபார்ட்டி த்ரீ த்ரீ நமக்கு ஒரு பைக் ஆல் வருது அடுத்து மார்க்கெட் மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் கீழே ரெட் கலரில் ஸ்டாப்லாஸ் லைன் ஃபஸ்ட் டார்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஒன் நாட் ஃபைவ் பாயிண்ட்டுக்கு மேலே ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் செவன் செவன் ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது இந்த விஷயங்கள் டாக்டர் எப்படி பிரேக் அவுட் பண்ணுது இந்த மாதிரி விஷயங்களை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜென்ரேட்டான பக்கால் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு லெவன்த் கேண்டில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு இந்த டென் மினிட்ஸில் ஒரு ஃபைவ் மினிட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் அந்த ரேஞ்ச்கிட்ட தான் ட்ரேடிங் போச்சு இதில் ஃபார்ட்டி இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிண மார்க்கட் மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணுது பட் ரிட்டன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு இப்போ தான் ஸ்ட்ராங்காக ஃபார்ட்டி மொமெண்டம் கொடுத்து மார்க்கட் மேலே வந்து வந்துச்சு அதில் நமக்கு ஃபஸ்ட்டார்ட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ நமக்கு இப்போ பிரேக் கொடுக்குது லெவன்த்து கேண்டில் ஃபோர் வரைக்கும் பாருங்க நமக்கு இந்த கேண்டில் வந்து ஹை வந்து போயிருக்கு ஸோ டெய்லி இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமெட்டிக்காக சிக்னல் அதாவது ஒரு கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அந்த ஜென்ரேட் ஆகிட்டு வர கால் பார்த்து உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க மேனுவல் பண்ண முடியலைனாலும் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இந்த சார்ட் ரொம்ப சிம்பிள் இப்போலாம் பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையாக யாருனாலும் சரி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி தான் நாங்கள் அதை டிசைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோப்போ பார்க்குறீங்களா அந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க கால் வரும் அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க இப்போதைக்கு வந்திருக்கு அந்த பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார் அட்டை ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு இது உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் டேவில் பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்கு இந்த நியூ இயர் இதே போல் எவங்களுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் கிடைக்கட்டும்னு நான் வாழ்த்துக்கிறேன் நன்றி